அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் வரைக்குமே அஸ்த நட்சத்திரம் வந்து கன்னி வீட்டில் தான் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய குணநலங்கள் தெரிந்து கொள்வதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இப்போ அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது மரபணு ஜோதிடப்படி குருவோடய கருமா வாங்கியிருக்குன்னு அர்த்தங்க குருவோட கருமனால் முஜென்மத்தில் பிராமணருக்கு துரோகம் பண்ணுறது குரு கற்றுக் கொடுத்த குருவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக பண்ணி கெட்ட பேர் வாங்கிறது இல்லை அவங்களோடைய சாபத்தை வாங்கிறது குருவோட சாபத்தை வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாத விஷயம் இந்த ஜென்மத்தில் ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னாவே நம்மளுக்கு தெரியாது குழந்தையிலேருந்து நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்ம வரும்போதே நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியாது தெரியாத நிறைய விஷயம் பண்ணியிருப்போம் அதே மாதிரி முன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் அது வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் மெயினாக அஸ்த நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அதிபதி சந்திர பகவான் அந்த வீட்டுக்குண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடுன்னாவே புதன் பகவான் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்கங்க அஸ்தநட்சத்திரக்காரங்க வந்து நல்ல ப்ரில்லியன்ட்டு சாஃப்ட்டு அமைதியாக தான் இருப்பாங்க அதிகம் பேச மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய கிரகிப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு டெப்த்தாக ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆர்வமாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அவங்க கற்றுப்பாங்க அதே மாதிரி புதன்கு வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல அது நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளும் நிறைய விஷயங்கள் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி நிறையா இருக்கு அது இல்லாமல் ஒருத்தர் பார்க்கும்போதே இவங்க இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிக்கூடி சொல்லக்கூடிய வந்து இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கணிக்கக்கூடிய திறமையும் இவங்ககிட்ட இருக்குது ஆனால் அமைதியாக தான் இருப்பாங்க சாஃப்டாக தான் மூவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க மூவ் பண்ணுறது நம்மளுக்கு என்ன அடுத்தது பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது மற்றவங்களுக்கு அந்தளவுக்கு மூவாக இருக்கும் அது ஸ்மார்ட் மூவாக இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா யார் யார்கிட்ட எப்படி இப்படி நடந்துக்கணும் எப்படி அவங்க கேரக்டரு நம்ம பார்க்கும்போதே சில விஷயங்கள் கணிக்கக்கூடிய திறமை வந்து அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே இருக்குங்க நல்ல பிரில்லியண்டாக இருப்பாங்க நல்ல பிரில்லியன் ஸ்டூடண்ட் இருப்பாங்க ஏன்னா புதன் வந்து தன் வீட்டுக்கு உண்டான அதிபதி உச்சம் வேறு நம்ம வீட்டில் வந்து கன்னி வீட்டில் உச்சம் பெறாங்க அப்போ அந்த உச்சம் பெற்ற கிரகம் வந்து இவங்க இயல்பாகவே இவங்க ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருந்து உங்களுக்கு வலுவாக இருந்தார் அப்படின்னா நல்ல புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க பலதரப்பட்ட விஷயங்கள் கற்றுப்பாங்க ஒரு விஷயத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க இருந்தாலும் பல தரப்பட்ட விஷயங்களும் அவங்க கத்துக்கூடிய அமைப்பு வந்து இவங்களோட இயல்பாவே இவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை பாதிப்படையும் ஒரு இது இருக்காது ஏன்னா பாதகாதிபதி தான் உங்களுக்கு வந்து கணவரோட இடம் கலத்திரஸ்தானம் அதனால நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் உங்கள் ஹஸ்பண்ட் பேசுவார் இல்லை ஒய்ஃப் பேசுவாங்க நீங்க ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தா ஹஸ்பண்ட் இவங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க தவிர உங்களுக்கு ஃபிளெக்சிபிளாக இருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் இதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் கல்யாண தேதி கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க லைஃப் ஸ்மூத்தா போவோம் அதே சமயம் மேரேஜ் டேட் சரியாக அமையல பொருத்தம் பார்க்காத பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க மன வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப அனுசரிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அஸ்தநட்சத்தக்காரங்க எல்லாமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தாங்கன்னா பிரசவ நேரத்தில் உயிர் போயிட்டால் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் அதே சமயம் அந்த கிரிட்டிக்கலான புஷ்ஷனை தாண்டி வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு தான் இருக்குது அதெல்லாமே இவங்களுக்கு ராகு தசையோ கேது திசையோ சனி திசையோ வரும்போது நிறைய அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்குது இவங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா த்ரோட் ப்ராப்ளம் அடிக்கடி இருக்குங்க த்ரோட் பிரச்சனை வந்து இவங்களுக்கு அடிக்கடி வரும் அது மட்டும் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளியாக இருந்து லக்னாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயம் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஏன்னா லக்ன புள்ளியாக இருந்து அஸ்த நட்சத்திரம் லக்னாதிபதியாகவும் இருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி சாரம் வாங்கி அஸ்த நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நான் சொல்கிற விஷயம் படிக்கும் அதே மாதிரி இவங்க லைனில் வந்து எதில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சராக இருப்பாங்க ஸ்கூலில் காலேஜ்லலாம் டீச்சராக இருப்பாங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக அவங்களுக்கு பிஸ்னஸ்ன்றது அதிகமாக செட் ஆகாது இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சில டேலண்ட்டும் வேணும் இவங்களுக்கும் டேலண்ட் இருக்குது இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா ஏழு பாதகாதிபதி தான் நான்காம் இடத்துல இருக்காரு சுகஸ்தானத்தில் அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க மிஸ்ஸாக இருப்பாங்க டீச்சராக இருப்பாங்க முக்கியமாக இவங்க நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க இந்த ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க அதே மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து டீச்சர் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா பிஹெச்டி விலும் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ப்ரில்லியண்டாக இருப்பாங்க அடுத்த அஸ்த நட்சத்திரம் வந்து பிறக்கும்போது சந்திரதிசையில் தான் பிறப்பாங்க பத்தாண்டு காலம் முதல் பத்தாண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது இந்த பத்தாண்டுகளும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு நல்லா இருக்கும் மனநிலைமே ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏன்னா சந்திர திசை அப்படின்னாவே ஒரு பிரகாசமான திசை தான் முழு நிலவுக்கு உண்டான திசை தான் அந்த பத்தாண்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க மூலிமா அடுத்தது செவ்வாய் திசை ஏழு வருடம் வருதுங்க மொத்தம் அந்த பதினேழு வருடம் வந்துடுது அந்த ஏழு வருடத்துக்கு உண்டான செவ்வாய் திசை வரும்போது அவங்க பேரண்ட்ஸு இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வந்து அமையும் ஏன்னா செவ்வாய் வந்து இவங்க ஜாதத்தில் நீச்சமாகாமல் இருக்கணும் நீச்சமாகாமல் ஆச்சு உச்சம் பெற்றிருந்தால் உடனே இவங்க வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது செவ்வாய் திசை வரும்போது கண்டிப்பாக இவங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து இது இடம் வாங்கிறது வீடு கட்டுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க அடுத்தது அந்த பதினேழு வருடம் முடிஞ்சா முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ராகு திசை வந்துடுது பதினெட்டு வருஷம் அதாவது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்போ அந்த மனவாழ்க்கை கசப்பு ஏற்படுறது மனவாழ்க்கை பாதிப்பு பிரிவினைகள் ஏற்படுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களோட லைஃப்பெலாம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இந்த ராகு திசை வந்து முறிவு ஏற்படும் மன வாழ்க்கை முறிவே ஏற்படும் மனக்கசப்பு ஏற்படும் மன வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க தேவையில்லாத கெட்ட பெயர்கள் அவமானம் அசிங்கம் இதெல்லாம் இதுக்கெல்லாமே ஆளாகுவீங்க நீங்கள் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ராகு திசையில் உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும் அதாவது நீங்கள் சின்சியராக இருப்பீங்க எல்லாம் சின்சியராக கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்குண்டான விஷயங்கள் பேர் கெட்டு போகிறது அசிங்கப்படுறது இது எல்லா விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடக்குங்க கட் நடக்கும் இந்த ராகுதிசையில் பதினெட்டு வருஷம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் நகர்த்தணும் அதாவது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு செவன்டீன் ஏஜுக்கு அப்புறம் இந்த ராகுதிசைனால ரொம்ப கஷ்டப்படணும் பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நீங்கள் மேரேஜெலாம் முடிச்சிருவீங்க அது கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வருவீங்க ஃபேஸ் பண்ணி தான் வருவீங்க அப்புறம் முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் குரு தசை இவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் நாலுக்குடியே சுகஸ்தானாதிபதியும் ஏழு கூட கலத்திரஸ்தானாதிபதி தசை நடக்கிறதுனால உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் பதினாறு வருஷங்க உங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த குரு தசையில் உங்களுக்கு இல்வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதே சமயம் குழந்தைப்பேர் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த குரு தசையில் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறையாவே இருக்குங்க அந்த முப்பது வயசுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த அமைப்பு வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டு மூன்று பாதங்கள்லாம் பிறக்கும் போது அந்த முன்ன பின்ன அந்த இயர்ஸ் மாறும் நான் ஒன்றாம் பாதத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி குரு திசை வந்து பதினாறு வருடங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வருஷம் முடிஞ்சிடுது குரு திசை முடிஞ்சதுன்னா ஐம்பத்தி ஒரு வயசு ஆகிடுது வயசுக்கு மேலே ஆயிடுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனி திசை பத்தொம்போது வருஷம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அந்த வயசுல ச வயசுக்கு மேலே நீங்கள் சந்திப்பீங்க யாருக்காவது ஜாமின் செக்யூரிட்டி சைன் பண்ணுறது அந்த டைமில் மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை யாராவது உங்களை ஏமாற்றிட்டு பணம் வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த சனி திசையில் ஏற்படும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஹெல்த் கண்டிஷன் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அந்த சனி திசை வரும்போது அம்பது வயசுக்கு மேல வரும்போது இந்த ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பா கவனமா பாத்துக்கணும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம் இன்சூரன்ஸ் மற்றது எல்லாம் எதுனாலும் போட்டு பண்ற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது அந்த டைம்ல எதுவும் எந்த பிரச்சன இருந்தாலும் நீங்க பேஸ் பண்ணக்கூடிய ரெடியா இருக்கணும் நீங்க சனி திசையில அது கருமாவை கொடுக்கக்கூடிய திசை சனி திசை ராகு திசை கேது திசைலாம் கருமாவை கொடுக்கக்கூடிய திசைகள் என்ன சாரம் வாங்கினாலும் சரி அவங்களோட வேலையை கரெக்டாக வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு மட்டும் தான் உங்களை காப்பாற்றும் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அந்த பத்தொம்பது வருடம் முடிஞ்சது அப்படின்னா எழுபது வயது ஆயிடுதுங்க எழுபது வயதுக்கு மேலே புதன் திசை அதாவது தன் வீட்டுக்கு உண்டான திசை புதன் திசை பதினேழு வருடம் அட்டகாசமா இருக்குங்க அந்த சனி திசையில மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகல்ஸ் இருக்குமே தவிர அந்த புதன் திசையில எந்த அளவுக்கு கூலா இருப்பீங்களோ அந்தளவுக்கு கூலா இருப்பீங்க பதினேழு வருஷம் நல்லா இருக்கு அட்டகாசமா அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு உடல்நிலை பாதிச்சு உங்களுடைய அமைப்பு சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு இந்த எண்பத்தி வயசு எண்பத்தி அஞ்சு எண்பதுக்கு நீங்க சொல்லலாம் ஏன்னா கேது திசை வந்துருது ஆனால் கேது திசை வரும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் உடம்பையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த டைமில் ஆன்மீக சிந்தனை நோக்கி பயணம் பண்ணுவீங்க குருதசிலே அந்த அமைப்பு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் அந்த மாதிரி வந்து நீங்கள் போயிட்டு வருவீங்க அந்த மாதிரின்னா உங்கள் மனது வந்து மாறக்கூடிய தன்மை வந்து அந்த டைமில் ஏற்படும் எல்லா விஷயமும் நம்ம முடிச்சிட்டோம் அதாவது என்னென்ன பண்ணணுமோ நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே செஞ்சிட்டோம் பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கிளம்பிடுவீங்க மேலோகத்துக்கு போகிறதுக்கு அதுக்குண்டான விஷயங்களை தயார் நிலையை படுத்தி மனப்பக்குவத்தை கொண்டு வந்தது அந்த ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அந்த புதன் திசையிலே உங்களுக்கு அது வந்துடும் கேது திசையில் அதிகமாக வரும் உங்களுக்கு அதனால் உடல்நிலை அந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் லக்னமாக இருந்தது அப்படின்னா லக்ன புள்ளியாக இருந்தது அப்படின்னா நல்ல பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க நல்ல ஒரு பேச்சாற்றல் அறிவுத்திறன்மை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா லவகுசா பிறந்த நட்சத்திரமும் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி நட்சத்திரமா இருந்தாலும் இது பொருந்தும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் இது லக்ன புள்ளி லக்னாதிபதி அந்த டூ ஹண்ட்ரட் இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்